பெரம்பலூர் மாவட்டம் வெற்றிபடிகள் அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயர்வில்லையே என்ற பாடலில் குருது இறைவன் எனக்கு கொடுத்த முதல் முகவரி உன் முகம்தான் அம்மா பாசத்தில் நமக்காகவே வாழும் என் அன்பு தேவம் அம்மா மட்டுமே மூன்று எழுத்து அண்ணன் இரண்டு எழுத்தல் தாயனை எழுதினேன் ஓர் எடுத்து எழுத வார்த்தை வரவில்லை ஆயன் அழுதே ஓடி வந்தால் என் அம்மா எனக்கு உயிர்கொடுத்த அன்னையே உறங்காமல் எனக்கு உணவு கொடுத்த தாயே என் உணர்ந்தில் தனந்து எனக்கு ஒன்று குழாய் இருப்பவங்க எனக்கு தெய்வம் அல்லவா பத்து ஒரு ஜீவனும் என் அம்மாவும் தான் அம்மா என்று அழைப்பதற்கு காரணம் இருக்கிறது தமிழில் ஆ என்ற உயிரெழுத்தும் இம் என்ற மெய் எழுத்தும் மா என்ற உயிர் எழுத்தும் கலந்து உரை அம்மா அம்மா தான் தான் நீ ஆசையை விட நான் விழுந்திடக்கூடாது என்று கவனத்தில்தான் இருக்கிறது உன் தாய் பசம் என்னை கல்லறிக் கூட தூங்குச்சு அம்மா நீ தாளாட்டு பாட்டு பாடினால் பேசியும் புரியாத உறவு உழுவு பரிசுகள் நட்சினை நட்சினை பராமரிப்பு நன்கொடை பகுதியை அழுத்தி நட்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையை நிதியுதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு தொழிலத்தில் அம்மா சுடர் பாசு மின்னும் இந்த உலகில் மின்னி வருகிறது காலம் முழுவதும் உன்னை வயிற்றிலும் மடியிலும் தோழிலும் மார்பிலும் தாய் தாய் நாம் இருந்தாலும். நம் நம்மை நன்றி வணக்கம் இந்த